மகா பெரிவாளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் உங்களை எடுத்துட்டதுனாலதான் நீங்க எங்களுக்காக இவ்வளோ பெயின் எடுத்துட்டு இத்தனை ஒரு அழகான ஒரு ரெண்டு நாள் லெக்சர்ல எங்களுக்கு கேள்விதான் பண்றோம் பட் இது எங்களோட ஹேப்னிங்க நடந்து இதால நாங்கள் நிறைய பெனிஃபிட் அடைவோம்ன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அண்ட் விண்ட் டு ஹேவ் திஸ் பரம்பரில் ஃபவுண்டேஷன் வேறவர் எப்படி ஃபாலோ பண்றதோ அதே மாதிரி உங்களோட உங்க பின்னாடி நாங்கள் நிறைய நிறைய ஹியூமனிட்டிக்காக அத வந்து உங்க பேரு வச்சு நாங்க நடத்துவோம் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப யங் பட் இந்த யங் ஏஜ்ல அவர் உங்களை எடுத்துட்டு இருக்காருன்னா வெரி லாட் ஆஃப் ரீசன்ஸ் Cannot be expressed at all So we are very thankful to டு அவர் தான் ஆ பிரேவா மாதிரி அவருக்கு Romba நன்றி சொன்னோம் ரொம்ப